வணக்கம் வி வர்னா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் மாவட்டத்தில் இருந்துங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே போச்சம்பள்ளி இக்கத் பேட்டர்னில் இருக்கக்கூடிய கோட்டா காட்டன் சாரீஸுங்க இது எல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் ஃபஸ்ட்டு சாரியுடைய கோட் செவன் ஃபோர் எயிட்டுங்க ஆல்கே க்ரீன் டோன்லேயும் பாடி ஆஃப் தி சாரீ எல்லோ ஒன் க்ரீன் மிக்ஸ்டு டோன்லேயும் வருதுங்க டாப் அண்ட் பாட்டமில் ஜரி பார்ட்ரு வந்துருதுங்க டாப்பில் சின்ன ஜரி பார்டரும் பாட்டம் சைடில் வர்றது பெரிய ஜரி பார்டரும் வந்துருதுங்க அந்த பெரிய ஜரி பார்ட்ருலேயே இக்கத் ப்ரின்ஸும் வந்துருதுங்க செவன் ஃபோர் எயிட்டுங்க ஸாரீ கோட் பிளைன் ப்ளவுஸ் இந்த சாரீஸ் எல்லாமே ஹேண்ட்லூம் மேட் சாரீஸ்ங்க கோட்டா காட்டன் சாரீஸ் போச்சம்பள்ளி இக்கத் பேட்டர்ன்லேயே கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் கேட்குறவங்களுக்காக இந்த மாதிரி சாரீஸ் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் சாம்பிளுக்கு நியர் ஒரு டென் சாரீஸ் தான் இந்த வீடியோவில் ஷோ பண்ணுறோங்க வாண்டட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி மேக் அதிகமாக கொடுக்கலான்ட்டு இருக்கும் நெக்ஸ்ட் ஸாரீ பல்லுவன் ப்ளவுஸ் ஆல்கே க்ரீன் டோன்லேயும் பாடியார் தி ஸேரீ லைட் எல்லோ ஷேட்லேயும் இருக்குதுங்க நான் எல்லோ ஷேடுன்னு சொல்கிறது சேரீவுடைய பேக்ரவுண்ட் ஷேட் தான் சொல்கிறேங்க மற்றபடிக்கு டிசைன்ஸ் வந்து க்ரே ஷேட்லேயும் வருதும் பிங்க் ஷேடு உள்ளே வந்துருக்கும் மீனா ஒர்க்குக்கு இந்த மாதிரிலாம் மல்டி கலரில் தான் வரும் நான் கலர் எக்ஸாக்டாக சொல்கிறது பேக்ரவுண்ட் ஷேடு மட்டுமே சொல்கிறேங்க செவன் ஃபோர் நைன் இந்த வீடியோவில் ஷோ பண்ணுற சாரீஸினுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி ரெண்டாயிரத்தி இந்தியா ஷிப்பிங் ஃப்ரீ Cash ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட்டும் அவைலபிள் இருக்குங்க நெக்ஸ்ட் சாரீ செவன் ஃபைவ் ஜீரோ பழுவன் ப்ளவுஸ் க்ரே கலர்லேயும் பாடி ஆஃப் தி சாரீ லைட் க்ரீன் டோன்லேயும் இருக்குங்க செவன் ஃபிஃப்டிங்க சாரீ கோட் பிளைன் ப்ளவுஸ் எல்லா சாரீக்குமே ப்ளைன் ப்ளவுஸ் தான் வருது இந்த சாரீஸ் லெந்த் சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இன்குலூடிங் ப்ளவுஸுங்க வித்அட் தி சாரி ஃபோர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் எபோ வெயிட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வருங்க வெரி வெரி லைட் வெயிட் ப்ரீ பேமெண்ட் மோட்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட் பேன் பே கூகுள் பேடிஎம் இந்த மாதிரி வேணாலும் கேஷ் ஆன் டெலிவரி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கலெக்ட் பண்றேங்க அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் புக் பண்ணும் போதே பே பண்ணணுங்க சாரீ கோட் பாடி ஆஃப் தி சாரி ப்ளூ கலர் பல்லுவன் பிளவுஸும் ப்ளூ கலர் தான் டார்க் அண்ட் லைட் ஷேர்ட் டிஃப்ரென்ஸுங்க டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி based on the country package ஆன் த கன்ட்ரி பேக்கேஜோட வெயிட்டை பொறுத்து ஷிப்மெண்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் ரிட்டன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் சாரி ஏதாவது டேமேஜாக வந்துச்சுன்னா ரிட்டர்ன் அப்ளை பண்ணலாங்க அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது அன்பாக்சிங் வீடியோ மேக் பண்ணுங்கள் டேமேஜஸ் ஏதாவது தெரியுற பட்சத்தில் கஸ்டமர் கேர் நம்பருக்கு அனுப்பிச்சி கொடுத்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க செவன் ஃபைவ் டூ சாரீ கொடுங்க பல்லுவன் கிரே கலர்லேயும் பாடி ஆஃப் தி சாரீ லைட் ப்ளூ ஷேட்லேயும் இருக்குங்க நம்மகிட்ட ஆல்ரெடி போச்சம்பள்ளி பேட்டர் பொறுத்த வரைக்கும் பியூர் சில்க் சாரீஸும் இருக்குங்க சில்க் காட்டன் சாரீஸும் இருக்கு அதனுடைய ரேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செவன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வந்து த்ரீ அந்த மாதிரி பிரைஸ் செக்மெண்ட்லேயும் அவைலபிள் இருக்குது பர்டிகுலராக அந்த சாரீஸோடு நீங்கள் இதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க இது கொஞ்சம் மொரமொரன் இருக்க மாதிரி இருக்கும் அது அந்த ஃபேப்ரிக் ஓட டெக்ச்சர்ஸ் தாங்க 753 ஃபைவ் த்ரீ ஸாரீ கோட் பலுவன் பிளவுஸ் இங்க் ஆஃப் தி ஸேரீ ஒய்லட் கலர்லேயும் இருக்குங்க வாஷிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சாரீஸை நீங்கள் ஷாம்பூ வாஷ் பண்ணலாம் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணலாங்க சாஃப்ட் வாட்டர் ஷாம்பு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும் செவன் ஃபைவ் ஃபோருங்க பல்லூன் ப்ளவுஸ் வயலட் டோன்லேயும் பாடி ஆஃப் தி ஸாரி பிங்க்லேயே கொஞ்சம் ஒரு லைட் பிங்க் ஷேடுங்க ஒரு லோட்டஸ் பிங்க்குன்னு சொல்கிறேன் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஷேடில் இருக்குங்க டாப் அண்ட் பாட்டமில் ஜரி பார்டர் இருக்குது பாட்டம் சைடில் வர சரி பார்டரில் மட்டும் உங்களுக்கு இக்கட் பிரின்ஸ் வந்துடுதுங்க டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் WhatsApp ஓன்லி மட்டுமே புக் பண்ணிக்க முடியும் WhatsApp நம்பர் 9043809562 இந்த டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேங்க பலூன் ப்ளவுஸ் நேவி ப்ளூ டோன்லேயும் பாடி ஆஃப் தி ஸேரீ ப்ளூ கலர்லேயும் இருக்குங்க செவன் டபுள் ஃபைவ்ங்க இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நியர் அபவுட் ஒரு டென் சாரீஸ் தான் ஷோ பண்ணுறோம் இது ஒரு சாம்பிள் வீடியோ தாங்க இந்த வீடியோக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இந்த பேட்டர்னில் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஃபியூச்சரில் சேரீஸ் கொண்டு வருவோம் செவன் ஃபைவ் சிக்ஸுங்க பழுவன் ப்ளவுஸ் ரெட் கலர்லேயும் டார்க் ரெட் ஒரு மரூன் டோன் மாதிரி வரும் பழுவன் பிளவுஸ் டார்க் ரெட் டோன்லேயும் பாடிஆர்தி ஸாரீ டார்க் பிங்க் கலர்லேயும் இருக்குதுங்க செவன் ஃபைவ் சிக்ஸ் ஸேரீ கோட் இந்த வீடியோவில் ஷோ பண்ண சாரீஸுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓன்லி கோட்டா காட்டன் ஃபேப்ரிக் இந்த வீடியோவில் ஷோ பண்ண சேரீஸ் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா ஸாரீடைய கோடை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்